விதைகளை பற்றியும் அவை ஒரே தன்மையாகவும் வேறுபட்டும் இருப்பதை பேசுவதால் குழந்தை புரிந்து முடியும் அவர்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் வேறு செடிகளில் இருந்தும் பலவிதமான விதைகளை சேகரிக்கலாம் எல்லா விதைகளும் செடி கொடிகளில் இருந்துதான் வருகின்றன அதிலிருந்து புது செடி வளரும் என்று நீங்கள் விளக்கலாம் எப்படி விதைகள் வித்தியாசமா இருக்கு என்று நீங்கள் கேள்வி கேட்டு அவற்றின் நிறம் வடிவம் மற்றும் அமைப்பு பற்றி பேசலாம் உதாரணமா இந்த வித கருப்பாவும் வலுவழுப்பாவும் இருக்கு ஆனா அந்த வித சுரசுறப்பா இருக்கு என்று குழந்தை சொல்லலாம் இது அவர்கள் விதைகள்னா என்ன அவை பலவிதம் என்று தெரிந்து கொள்ள உதவுகிறது